வெல்கம் டு தமிழ் டெக்டாக் சேனல் இங்க நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி ஒரு கூகுள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அதில் Google.com டாட் டைப் பண்ணி அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடுங்க அதில் ஜிமெயிலுங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் அண்ட் அக்கவுண்ட் அப்படின்னு இருக்கிறதுல அதை கொடுத்துருங்க அதில் ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் கொடுங்க உங்களுக்கு விருப்பப்பட்டது இல்லை உங்கள் பேரே கொடுக்கலாம் நான் நம்ம சேனலோடய பேர் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் எனக்கு என்ன இமெயில் ஐடி வேணும் அப்படிங்கிறத நான் அதில் டைப் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கேட்குற இமெயில் ஐடி நான் நினைக்கிற மாதிரி இங்கே கிடைக்கிறேன் இங்கே வேறு வேறு ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு இதுவாக பண்ணி பார்க்கணும் இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா என்னோடய சேனல் நேமை வேறு எந்த மாதிரி கொடுத்தா நம்மளுக்கு இமெயில் ஐடி க்ரியேட் ஆகும்னு சொல்லி ஒவ்வொரு வேரியேஷனாக நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஃபைனலாக டெக் டாக் ஐடி வந்து எனக்கு ஓகே இங்கே அடுத்து நம்ம பாஸ்வேர்டு கொடுக்க போகிறோம் ஸோ செக்யூர் பாஸ்வேர்டுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது அதில் ஒன்று ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கேபிட்டல் லெட்டர் இருக்கணும் எடுத்து ஒரு நம்பர் மினிமம் ஒரு நம்பர் ஆகுது அதில் அந்த பாஸ்வேர்டில் கலந்துருக்கணும் அதுக்கப்புறம் சில ஸ்பெஷல் கேரக்டர் ஒன்று அல்லது மேற்பட்ட ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும் எட்டு கேரக்டருக்கு மேலே இருக்கணும் கேரக்டர்னால் எட்டு எழுத்துக்கள் மேலே இருக்கணும் அப்படி இருந்தா அது ஒரு செக்யூர் பாஸ்வேர்டு அது மாதிரி நம்ம ஒரு செக்யூர் பாஸ்வேர்டு அடுத்து நம்ம கொடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் ப்ரெஸ் பண்ணிக்கணும் நெக்ஸ்டில் நம்ம டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கணும் இது எல்லாமே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்கணும் இந்த பேஜில் அதோட பிரைவசி அண்ட் டேர்ம்ஸ் இருக்கும் நம்ம அதை எல்லாமே ரெஃபர் பண்ணிக்கலாம் ஸோ ஒவ்வொரு ஆப்ஷனும் என்னென்ன பண்ணணுங்கிறது தெளிவாக இருக்கும் நம்ம ஒரு இது ஒரு சேவ் பண்ணிக்கணுமா வேணாமா அப்படிங்கிற டீட்டெயிலாம் இருக்கும் உங்களோட தேவைக்கு ஏற்ப நீங்கள் அதுகளெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஐ அக்ரி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கூகுள் அக்கௌண்ட் இங்கே க்ரியேட் ஆகிடும் ஸோ நம்ம இப்படி ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் டெக்டாக் சேனல் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ